ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சர் டிவி யூ டியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தள மாவட்டத்தில் விழுக்கின்ற ஒரு கிராமத்தினோடாக செல்லக்கூடிய புகையிரத பாதையில் தான் இன்னைக்கான நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த பாதையில் காணப்படும் ஒயிட் பிரிட் பாலம் அதாவது வெள்ளப்பாலம் இந்த பாலத்திற்கும் ஒரு அழகிய சிறப்பு இருக்கின்றது அதாவது கொல்சின் சீமந்தினால் கட்டப்பட்ட இலங்கையின் முதலாவது கோங்கிரீட் பாலம் என்ற பெருமையும் இந்த வெள்ளப் பாலத்திற்கு உண்டு இந்த பாதை அமைக்கப்பட்டதற்கு ஒரு மிக முக்கியமான நோக்கம் எழுவங்குளம் என்னும் கிராமத்தில் அருவக்காடு என்னும் பகுதியில் உள்ள சுண்ணக்கற்களை ஏற்றி செல்வதற்காக வேண்டி அதாவது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த கொல்சின் சின்னது உற்பத்திக்காக இந்த பாதையை பயன்படுத்துகிறாங்க அந்த நிறுவக்கங்களும் அழகிய வயல் காடுகளால் சூழப்பட்டு பறவைகள் மிருகங்களின் அழகிய கீதத்துடனும் எப்போது மிகவும் அழகான தோற்றத்துடனும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் பறவைகள் மிருகங்கள் வயல் நிலங்கள் தேவையான நீர் எப்போதும் இங்குள்ள குளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வெள்ளப்பாலத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அடுத்த பாலம்தான் பிளக் பிரிட்ஜ் அதாவது மிகவும் மழகான தொடு பாலம் மாலை பொழுது வேளையில் மிகவும் மழகான தோற்றத்தோடு காணப்படும் नहींकूं सुट पड़पु இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம நேச்சர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.